வணக்கம் Bank Nifty 1-Minute Chart Jan 31st 10.30 am After 10.30, நமக்கு மார்க்கெட்டில் லைவாக ஒரு பைக் கால் ஜென்ரேட் ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி அந்த மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டை ப்ரெடிக் பண்ணும் அப்பதைக்கு நமக்கு நடக்கிற ப்ரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸாகவே நமக்கு ஜென்ரேட் ஆகும் ரெண்டு விஷயம் ஒன்று ட்ரெண்டை பார்க்கும் இன்னொன்று கால்ஸ் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரெண்டில் இருந்து இன்னொரு ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு அது ஒரு காலாவும் வரும் சிக்னல் மாதிரி கொடுத்துடும் இப்போ பை கால் ஸோ பை சிக்னல் க்ரீன் கலரில் வந்துச்சு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ரெண்டு டார்கெட் ஒரு ஸ்டாப்லாஸ் கிடைக்கும் ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் டாரட்ஸ் செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஸோ க்ளியராக சொல்லணும் அப்படின்னா பை அட் அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டார்ட் எயிட் செகண்ட் டாரட் நைன் தேர்ட்டி நமக்கு டெய்லி லவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மேலே போச்சு அப்படின்னா இது இன்னி மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் பைக் கால் ஆகும் அதே கீழே இறங்கியில் நமக்கு செல் கால் ஆகும் லைவ் மார்க்கெட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வரும் அதை பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க மேனுவல் அஸ்வெல்ல ஆட்டோ ட்ரேடிங் ரெண்டுமே பண்ணலாம் மேனுவல் ட்ரேடிங் ரொம்ப சிம்பிள் அதில் வர என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்துட்டு நீங்களே ஆட்ரு போட்டுக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்திங்கன்னா அட் த மணி வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அட் த மணிங்கில் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் வரையில் ஒரு ஃபார்ட்டி பாயிண்ட்லேயே நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அதே ஃபியூச்சர்ன்றவங்க அதில் வர அந்த நூறு பாயிண்ட் டார்கெட்டை ஃபாலோ பண்ணிக்க முடியும் நம்ம கிடைச்ச பைக்காலும் பார்த்திங்கனா அடுத்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் டென் ஃபார்ட்டி ஃபைவ்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக டைம் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு அப்பர் சைட் மூமெண்ட்டும் கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த சாட்டும் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணா வாட்ஸ்அப்பில் ஹே மெசேஜ் அனுப்புங்க டீடெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ